இங்கு கூடியுள்ள தாய் தமிழ் உறவுகளுக்கும் சங்கம் வைத்து தமிழ்காத்த மதுரை மண்ணின் மைந்தர்களுக்கும் புரட்சிகர வணக்கம் இன்று கூடியிருக்கக்கூடிய இந்த கூட்டம் தொடர்ச்சியாக நாம் தமிழ் கட்சி குடிவாரி கணக்கெடுப்புக்கான கூட்டத்தை தொடர்ந்து நாம் பண்ணிகிட்டே இருக்கோம் நீங்கள் கட்டாயம் வந்து மத்திய அரசும் மாநில அரசும் குடிவாரி கணக்கு எடுத்தே ஆகணும்னு நம்ம சொல்கிறோம் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா நாம் தமிழர் கட்சி வந்து குடிவாரி கணக்கெடுப்புன்னு சொல்லிட்டு இவங்க சாதி பிரிக்கிறாங்க சாதியை சொல்றாங்க சாதி வந்து திணிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த அறுபது ஆண்டு காலத்துல ஆட்சி செய்த திராவிட கட்சிகள் என்னத்தை கிழிச்சாங்க இன்னைக்கு நாம வந்து சாதியை வளர்க்கிறோம் இவங்க சொல்றாங்க இப்போ குடிவாரி கணக்கெடுப்பு முக்கியம் என்னன்னா தாழ்த்தப்பட்ட பட்டியலின மக்கள் தான் இதுல பெருமளவுல பாதிக்கப்படுறாங்க இருக்கூடிய பல சாதிகள் இருக்கு தமிழ்நாட்டுல சாதிகள் இருக்கு சாதின்றாங்க இப்ப சமீப காலத்துல இருக்கக்கூடிய பல சாதிகள்ல மாற்று மொழியினர் வந்து இதுல நினைச்சிருக்காங்க அதுக்கு உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்லணும் இஸ்லாமியர்கள் எடுத்துக்கலாம் லப்பையில மூணு வகை இருக்கு மத்த மொழி பேசுறவங்களும் லப்பை தான் தமிழ் மொழி பேசுறவங்களும் லப்பை தான் இங்க வரவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு மாதத்துலயே ரேஷன் கார்டு கிடைக்குது ஒரு வாரத்துல ஆதார் கார்டு கிடைக்குது மூணு மாசத்துல ஓட்டர் ஐடி கிடைக்குது இப்படி இருக்கும் வரவெல்லாம் இங்க இருக்கக்கூடிய குடியுரிமையும் நமக்கு இருக்கக்கூடிய எல்லா அங்கீகாரத்தையும் அவன் வாங்கிக்கிறான் அவன் என்ன சொல்றான் நான் தமிழன் என்கிட்டயோ ரேஷன் கார்டு இருக்கு என்கிட்டயோ ஓட்ரு ஐடி இருக்கு என்கிட்டயும் ஆதார் கார்டு இருக்கு எல்லாம் என்கிட்ட இருக்குன்னு சொல்றான் ஆனா என்ன நம்ம அந்த உரிமை கிடையாது நாம மைனாரிட்டி ஆயிட்டு வரும் இந்த ஜெயலலிதா அடிக்கடி சொல்லுவாங்க மைனாரிட்டி திமுக மைனாரிட்டி திமுகன்னு உன்னே சொல்லணும்னா தமிழ் சமூகத்துல மாற்று மொழியினர் ஊடுருவல் காரணமாக தமிழ் வமிழ் சமூகம் தான் இங்க மைனாரிட்டியா மாறிட்டு இருக்கு அதை நம்மளுடைய மக்கள் இங்க புரிஞ்சுக்கணும் இப்போ தாழ்த்தப்பட்ட அதாவது இவங்களுடைய மொழியில சொல்லணும்னா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினுடைய அமைப்பு இருக்கு அதற்கான அமைச்சர் ஒருத்தர் அம்மையார் கைது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல தொள்ளாயிரத்தி கோடி வந்து நமக்கான நிதி கொடுத்து அது மத்திய அரசுக்கு திரும்ப கொடுத்துருக்காங்க ஏன் அப்படி அவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்க கிட்ட வந்து அவங்களுக்கு எந்த வேலையும் செய்ய முடியல இந்த சமூகத்துக்காக ஒரு வேலையை செய்ய முடியல ஒரு நிதியை பயன்படுத்த முடியலன்னா அது நாங்கள் மத்திய அரசுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க நீ என்ன மயத்துக்கு நீ ரிட்டன் கொடுக்குற ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய பல சலுகைகள் இங்க யாருக்குமே தெரியுது கிடையாது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு இருந்து ரெண்டாயிரத்தி இருபது ஆண்டுகள் இந்த ஒன்பது ஆண்டுல மட்டுமே தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியினர்களுக்கான நிதி வந்து பல லட்சங்கள் என்ன சொல்றாங்க நிதி இருக்கு அதுக்கான நிதியை வந்து நாங்க வேற எதுக்கும் நாங்க செலவு பண்ண மாட்டோம்னு சொல்றாங்க நாங்க என்ன சொல்றோம் டிகிரியே படிக்க வைக்க துப்பில்லாத நீங்க எதுக்கு பதவியில் இருக்கணும் ஒது குடிவாரி கணக்கெடுப்பு எடுத்தாதான் எவ்வளவு சதவீதத்தில் இருக்கும் எல்லாமே சதவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் மட்டும்தான் இந்த தமிழ் சமூகம் தனக்கான இடத்தை பிடிக்க முடியும் என்று என் உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நான் தமிழர்